पालय नर्ग रोजा मल रे पालय नर्ग रोजा मल रे पारिनिल वीसूं अंबिन तुडरे पणवाळ मोहम्मद मुस्तफा नी रे मरहबा मरहबा मरहबा मरहबा पालय नर्ग रोजा मल रे वारी दिल वी सुं अनगिन जुड रे पणबाल मोहम्मद मुस्तफा नी रे मरहबा मरहबा मरहबा मरहबा, मरहबा. இலைமறையும் காய் போலே இருளையின் உண்மைக்கு இறுதி நதியாய் வந்து இந்த மண்ணும் தான் தன்பேன் மாலை போலே மகிழ்ச்சியூட்டும் மாலை போலே மகிழ்ச்சியூட்டும் மன்னரியா முகம்மது நீரே Finally, I'm already already already. I'm already already. I'm already. I'm already. So I'm going to worry. One boy. I'm not a must of money. Marhaba. Marhaba. Marhaba. Marhaba. Marhaba. Marhaba. புனிதராக மாநிலத்தில் வந்து மாட்டுடைய பேதங்களை மாற்றியெங்கும் தூண்டு ஞானியழுதம் ஞானியாக ஞானி எழுதம் ஞானியாக மன்னையா முகம்மதுனே மன்னரியா முகம்மது நீரே பாலை நழகே ரோஜா மலரே காலை அழகே ரோஜா மலரே பாரில் வீசும் அன்பில் சுடரே பண்பாய் முகம்மது முஸ்தபா நீரே மரகா மரகா மரகா மரகா அதியுடனே விரிவரும் மாநிலத்தில் வாழ்ந்தேன் மார்க்கனரி தாமகத்தை மாநிலத்தில் வைத்தேன் நீதி செய்தீன் ஆபீதினின் சொல் நீதி செய்தீன் ஆபிதின் சொல் மன்னையா முகம்மதி நீதி பாலை ரோஜா மந்த பண் முத்தபானிரே முஃபா மரபா மர